السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعليها وصحبه اجمعين قرات على القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سُبَحَانُ الَّذِي أَسْرَى بِعَبْدِهِ لَيْنًا مِنَ الْمَسْجِدِ الْحَرَامِ إِلَى الْمَسْجِدِ الْأَوْسَى إلى آخر الآياء صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم الصلاة لعراج المؤمنين أو تما قال عليه الصلاة والسلام சதப நபுனா சையது சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கன்மனி முகமது முஸ்தபா சதல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக்கொண்ட சத்திய சகாபாக்கள் தாபிமேங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் புனிதமான ஒரு இரவிலே புனிதமான ஒரு நேரத்திலே புனிதமான அவனுடைய இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லஹாவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக இந்த பள்ளிவாசலுக்குள் இன்னும் வருகை தராமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தயவு செய்து வருகை தந்து ஏனென்றால் இந்த நாள்தான் தொழுகை இந்த உலகத்திற்கு இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது மற்ற நாட்களில் நாம் தொடவில்லை என்று சொன்னாலும் கூட கடமையாக்கப்பட்ட இந்த இரவிலே அல்லாவிற்காக ஒரு இரண்டு அக்காட்சிகள் நாம் தொடுதோம் என்றால் அதனுடைய வெகுமதி என்பது அல்லாஹிடத்திலே அளவில்லாததாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு வெளியே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரு தரப்பினர்களும் அல்லாவிற்காகவும் உங்களுடைய மறுமை வாழ்விற்காகவும் பள்ளிவாசலுக்குள் நீங்கள் வருகை தந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அபு அலமின் நம் அனைவரையும் குறைந்தை கொள்வானாக சரி வருடம் தோறும் யாராஜி வருகிறது வருடம் தோறும் இதை குறித்து நாம் பேசுகின்றோம் இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நுணுக்கமான முறையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வரலாறுகள் நுணுக்கமாக தெரிவது இல்லை ஏதோ அறமுறையாக சில விஷயங்களை நாம் தெரிந்து என்ன இந்த பயணம் எதற்காக அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டது இந்த பயணத்தில் வழிபோக்குகளில் நாயகம் அவர்கள் என்னெல்லாம் கண்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்தார் என்று சொன்னால் மண்ணில் விண்ணுக்கு சென்று படைத்த ரப்பை பார்க்கக்கூடிய ஒரு பயணத்திற்கு பயணம் என்று சொல்லப்படும் மண்ணில் இருந்து விண்ணுக்கு செல்லக்கூடிய பயணம் தான் மாராஜுடைய பயணம் அங்கே சென்று ஏன் அல்லாஹவை நாயகம் அவர்கள் பார்க்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன இவாங்கள் நான்கு காரணங்களை எழுதுவார்கள் முதலில் அல்லா இந்த மெஹராஜனுடைய பயணத்தை தயார் செய்தார் என்ன ஆறுதல் நாயகம் சல்லு அலி வசல்லும் அவர்களை பொத்தி பொத்தி வளர்த்த அபூத் தாலிம் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் மக்கா நகரிலே பெருமானார் ஏனென்றால் மக்காவில் மிகப்பெரிய தலைவராகவும் ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தராகவும் பல மன்னர்களுடைய தொடர்புகளை கொண்டவராகவும் அபு தாலிப் இருந்தார்கள் அதனால் பெருமானாரை கடைசி வரை தொடல்லை தான் உயிருக்கு உயிராக நேசித்த அபுத்தாரி அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் இந்த கவலையில் பெருமானார் சல்லல்லா அலைகள் சரியாக மூன்று தினங்கள் கழித்து உயிராக காதலித்து எல்லா கஷ்டமான நேரங்களிலும் நவியோடு கூட இருந்து பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லி அறிவுரை சொல்லி தைரியம் சொல்லி பெருமானாரை அடுத்தடுத்த காரியங்களை தைரியமாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்னை சத்தீஜா அவர்களும் அரங்கித்து விடுகின்றார்கள் பெருமானார் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தார்கள் இந்த உலகில் பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் யாரும் இல்லை பெருமான கண்டுகொள்வதற்கு யார் இல்லாமல் இருந்ததால் அல்லாஹ் முடிவு செய்தார் எனது நான் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றேன் என்னை பார்த்தால் என்னுடைய என்னுடைய நபி நிச்சயமாக ஆறுதல் அடைந்து கொள்வார்கள் என்பதற்காக நபியை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த மேராஜுடைய பயணத்தை தயார் செய்தான் முதல் காரணம் ஏன்ராஜ் பயணம் போகணும் வசூல் தான் இரண்டாவது காரணத்தை மிக்கின்று விதமான படைப்புகள் இருக்கிறது ஒன்று மாழி நாரி நூரி தீனி மாழின்னு சொன்னா தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்புகள் நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்புகள் நூறின் சொன்னா ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகள் தீனின் சொன்னா மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள் இந்த விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான காரணம் இந்த நான்கு படைப்புகளுக்கும் முகமது ரபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தயார் செய்தார் வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மலக்குகளுக்கும் ஒலியால படைச்சா ஜிங்களை நெருப்பால படைச்சா நிறைய வசூக்களை தண்ணியால் அல்லா நினைச்சிருக்கா படைச்சிருக்கான் இந்த எல்லா படைப்புக்கும் முகமது சுல்லாசும் அவர்கள் தான் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த மேராஜனுடைய பயணத்தை தயார் செய்கின்றான் மூன்றாவது காரணத்தை இமாம்கள் எழுதி காமிப்பார்கள் பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விஷயங்கள் தலை தூக்கி நிற்கக்கூடிய காலத்தில் இறங்குவார்கள் அப்படி இறங்கி யாரெல்லாம் அதில் தலை தூக்கி நிற்கின்றார்களோ அவர்களை மிந்தி அவர்களை முந்தி சென்று தான் நபி என்பதை உறுதி செய்வார்கள் மூசானே சில எடுத்துப்போமே சூனியம் தலை தூக்கி நின்ற காலத்தில் தான் மூசா நபியா அல்லாஹால நபியாக அனுப்புனா இந்த எல்லா சூனியக்காரர்களை விடவும் மூசாரமே அல்லாஹ் ரபுரா மேலும் வச்சிருந்தான் எப்படி ஒரு கம்பை போட்டாலும் பெரிய பாம்பா மாறிச்சு எல்லா பாம்பையும் அது தின்னுச்சு அவங்கள நபின்ட்டு அல்லாஹெல்லாம் காமிச்சான் ஈசா இஸ்லாம் அவர்கள் மருத்துவம் தலை தூக்கி நிற்கக்கூடிய இன்னும் சொல்ல போன மௌத்தா மௌத்தா போனவர்களே குணமாக்கிருவாங்க அந்த அளவுக்கு மருத்துவத்துல தேர்ச்சி பெற்ற நபியாக ஈசா நபி அதான் அனுப்பினா வந்த காலம் என்ன விஞ்ஞான உலகம் Rasulullah wandawulagum innanga eh? விஞ்சான உலகம் அறிவியல் மேலோக கூடிய ஒரு காலத்தில் மேகத்தை பத்தி எல்லாம் தெரியாது வானலோகம் எப்படி இருக்கும் தெரியாது இந்த உலகமே என்பதற்காக வேறாஜருடைய பயணத்தை அல்லாஹ் அரபு தயார் செய்தார் நான்காவது காரணத்தை சொல்லி காமிப்பாங்க அதை பார்த்து இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் ரபுர் இந்த தயார் செய்தான் என்று விளக்கம் அளிக்கின்றார்கள் இந்த நான்கு காரணத்திற்காகத்தான் இந்த மியராஜருடைய பயணத்தை அல்லாஹ் ரபுர் ஆலமீன் தயார் செய்தான் இந்த மகராஜனுடைய பயணம் ரசூல்லா எங்கிருந்து தொடங்குது ஒரு ஹதீஸின் படியில கூட பிறந்த சகோதரி ரசூலுல்லாக்கு சச்சா மக அவங்க வீட்டுல ரசூல்லா தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு ரிவாயத்துல ரசூலுல்லா காபத்துல்லாவது தூங்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லா வருகை பெ ரமத்துக்குரிய ஆயத்தா வேதனைக்குரிய ஆயத்தா என் மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆயத்தெல்லாம் எதுவும் கொண்டு வரல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்ல இந்த உண்மைத்துக்கே ஒரு நாயகமே அல்லாவே சந்திப்பதற்கு தாங்களை அல்லாஹே அழைத்து வர உத்தரவிட்டிருக்கின்றான் பெருமானார் மகிழ்ச்சியில் பொங்கி போனார்கள் அப்படி ஒரு பயணத்தை தயார் செய்தார் ஏன் அல்லாஹ் எனக்கு எப்படி ஒரு பயணத்தை தயார் செய்யணும் சொன்னார்கள் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பெருமான நாயகமே உங்க கும்பத்துக்கு நீங்க எதை விரும்புகின்றீர்களோ அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் வாருங்கள் பெருமானார் மகிழ்ச்சியோடு ஒரு பூரண தன்மையோடு நாயகம் அவர்கள் பயணத்திற்கு தயார் செய்கின்றார்கள் வானுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும் ஜிபர் சொன்னார்கள் யார் சூலல்லா இதோ இருக்கிறது புராத் வாகனம் இந்த புராத்தில்தான் நாம் செல்ல போகின்றோம் அந்த வாகனம் எப்படி தெரியுமா இருக்கும் அதனுடைய உடல் மனித உடலை போன்று நம்மள மாறி அதனுடைய கால் அமைப்பு குதிரையினுடைய கால்களை போன்ற இருக்கும் குதிரை கால் மாதிரியும் இருக்கும் அதனுடைய முகம் குதிரையுடைய அந்த புராக்களுடைய வாகனம் இருந்தது உடனே ஜிபிரா இந்த புராக்க நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் பாருங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் சொன்னார்கள் இரண்டு ரகத்துகள் தொழுது வருகின்றேன் ஜிபெரலிஸ்லாம் அனுமதி கொடுத்தார் கொஞ்ச தூரம் சென்றதுக்கு அப்புறம் திடீர்னு அவர்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துல நீங்க இடம் பார்ப்பதற்கு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது பெருமானார் கேட்கிறார்கள் ஜிபரணையிலே இது என்ன இடம் ஏன் இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் ஜிபரஸ் சொன்னார்கள் இதுதான் மதீனா இந்த மதிராவுக்கு தான் உங்க ஊர் மக்களை எல்லாம் தொழுதுட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்யணுங்க கொடுத்தும் உடனே இரண்டு ரக்காயத்துக்களை பெருமானி அவர்கள் தொழுகின்றார்கள் தொழுகிறதுக்கு அப்புறம் மீண்டும் பயணம் தொடர்கிறது கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு ஜிப்ரேலேஸ்லாம் மீண்டும் வாகனத்தை நிறுத்தினார்கள் நிறுத்திவிட்டு பெருமானார் சொன்னார்கள் நாயகமே இந்த இடத்திலும் இரண்டரை காட்சிகள் தொழுது கொள்ளுங்கள் பெருமானார் இந்த இடத்திலே ஏன் தொடர வேண்டும் உதித்த இடம் நாயகமே வழக்கத்திற்காக இரண்ட காய்த்துகள் அங்கேயும் பெருமானார் இரண்டரை காத்துக்களை தொழுதார்கள் மீண்டும் பயணம் தொடர்கிறது கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு மீண்டும் ஜிப்ரேன் அலி இஸ்லாம் வாகனத்தை நிப்பாட்டி ார்கள்ல்ல இந்த இடத்திலும் நீங்கள் இரண்டரை காட்சிகள் தொடர்ந்து இது என்ன இடம் நாயகம் வரக்கத்திற்காக இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் உடனே அங்கேயும் பெருமானார் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் இரண்டு ரக்காத்துக்களை தொழுதார்கள் இப்பொழுது பயணம் தொடர்கிறது பயணம் மீண்டும் தொடங்குறது பயணம் போய்கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது வலது பக்கத்தில் இருந்து என்ன சத்தம் என்னை யாரோ அழைக்கின்றார்களே ஜிவரே சொன்னார்கள் திரும்பி விடாதீர்கள் உங்கள் சிந்தனையை நீங்கள் மாத்திக் என்னோடு பயணத்தை வாருங்கள் மீண்டும் கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள் மீண்டும் இடது பக்கத்தில் நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உண்மத்தில் இருந்து மாறி இருப்பார்கள் இடது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டதல்ல உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் திரும்பாமல் இருந்து விட்டீர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு மீண்டும் பயணம் தொடர்கிறது பெருமானார் புராத்ல பறந்து போயிட்டு இருக்கிறாங்க புராக் என்னங்க இப்ப இருக்கிற பிளைட் மாறி வாய்களே இப்படி கீழே இருந்து லேண்ட் ஆய் மேல போகணும் இப்படி இப்ப கீழ்நோக்கு பாதையில் தான் போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குறாங்க திடீரென்று மீது ஒரு பெரிய நெருப்பு பந்து வந்து விழ வருது நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து ஜிபெலி இஸ்லாம் அவர்கள் பெருமானாரை காப்பாற்றி விடுகின்றார்கள் நாயகம் சல்லாசம் கேட்டார்கள் ஜிபரிலே இது என்ன நெருப்பு பந்து இவ்வளவு பெரிய ஜாலை என்னை நோக்கியே வர வேண்டும் சொன்னாங்க இந்த பயணத்தில் வைத்து உங்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக பந்துநாயகமே இது இந்த உமத்துக்காக எவ்வளவு கஷ்டத்தூழ தாங்கியிருக்காங்க பாருங்களேன் நம்ம நினைக்கிற ஏதோ தொழுகதான் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை தொடர்கிறது திடீரென நாயகமே உங்கள் வருகை நண்பர்களாக வாங்க ஏங்கிட்ட வாங்க என்று கூப்பிடுறாங்க ீங்கே பயணம் தொடர்கிறது பெருமானா கேட்டார்கள் சொன்னாங்க அதுதான் உலகம் நாயகமே அதுதான் உலகம் உலகம் கவர்ச்சிய காமிச்சு இழுக்கும் ஒருவேளை நீங்க திரும்பிருந்தீங்கன்னு சொன்னா உங்க உண்மத்திலிருந்து யாருமே நல்லவன் செய்திருக்க மாட்டார்கள் எல்லாரும் உலகம் தான் பெருசு பெருசுட்டு உலகத்துக்கு பின்னாடியே ஓடி இருப்பாங்க நாயகமே நீங்க திரும்பாததன் காரணமாக உங்களுடைய உபத்திலே சில மனிதர்கள் நல்ல அகல்கள் செய்வார்கள் என்று ஜிப்ரேல் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அடுத்து பெருமான அரச பயணம் தொடர்கிறது இதெல்லாம் ரசோல்லாவுக்கு ஒரு கிராபிக்ஸா காட்டப்படுது ஒரு இடத்துல பார்த்தாங்க ஜிப்ரேல் நாயக்ஸ்லம் அவங்க ஒரு பெரிய விவசாயம் தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலே பயிரை போடுகின்றார்கள் உடனே விளைகிறது உடனே அறுவடை செய்கின்றார்கள் மீண்டும் பயிரை போடுகின்றார்கள் மீண்டும் விளைகிறது உடனே அறுவடை செய்கின்றார்கள் இப்படியே நடந்து கொள்ளே இருக்கிறது பொதுவாக விவசாயம் சொன்னாலே பயிரை போட்டு ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் அப்புறம் தான் என்ன செய்யணும் அறுவடை செய்யணும் உடனே போடுறாங்க உடனே விளைச்சல் உடனே அறுவடை கேட்டாங்க இந்த கூட்டத்தார்கள் யாருங்க உடனே போட்டு உடனே எடுத்துக்கிட்டே இருக்காங்களா யாருங்க जीवर इवरान अल्लाव இவர்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுபது லட்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அறுவடை செய்து கொள்வார்கள் அல்லாவின் போர் செய்த ஷகீதர்களுடைய நன்மை இதுதான் நாயகமே என்று ஷகீதுகளை உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் நாயகம் சல்லா அலையுஸ் அவர்களுக்கு காமித்தார்கள் அடுத்து பயணம் தொடர்கிறது இன்னும் ஆணத்துக்கு போகல உலகத்திலே தான் நடக்குது கொஞ்சம் இறந்து விடுகின்றார் பெருமானால் கேட்டார்கள் இப்படி கல் போட்டு கொல்லப்படுகிறார்களே இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் தொழுமையை விடக்கூடியவர்கள் நாயகமே தொழுகிறது என்னமோ தலைக்கு மேல பெரிய பாரமா இருந்துச்சு பாருங்க தொழுகல் சொன்னாலே மண்ட கிருக்கு பிடிச்சு பாருங்க இப்படி தொழுகையை விட்டவனுக்கு இதுதான் நிலைமை நாயகமே பார்த்து கொள்ளுங்கள் இந்த உண்மத்திற்கான படிப்பனையை கண்கூடாக பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் அடுத்து கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு பயணம் தொடர்கிறது கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள் சங்கிலி கட்டப்பட்டு காய்ச்சி அவர் மேல ஊற்றுற இந்த கொடுங்கோளத்தை பார்த்து விட்டு நாயகம் சல்லாசம் கேட்டார்கள் இப்படி ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் யார் சொன்னார்கள் ஜத்து படத்தை கொடுக்காமல் சேர்த்து வைத்தானே அவனுக்குதான் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது நாயகமே பார்த்துக் கொள்ளுங்கள் பயணம் தொடர்கிறது மீண்டும் நாயகம் சொல்லலாகவே வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு இடத்திலே நல்ல கரியும் மாமிசமும் இருக்கிறது கெட்ட மாமிசமும் இருக்கிறது பெருமானாருக்கு எப்படியெல்லாம் ஜிபிசா விளக்கறாக பாருங்க அந்த கெட்ட கெட்ட நல்ல கரியை அழகான மனைவி இருக்கும் போது அடுத்த பெண்ணோடு உறவு வைத்துக் கொண்டானே அவன்தான் இந்த மனிதன் நாயகமே அழகான நல்ல மனைவி இருக்கும் போது கேவலமான சிங்கமான தொடர்கியாசமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய நாக்கு நீட்டப்படுகிறது அந்த நாக்கை கத்திரியால் துண்டிக்கப்படுகிறது பெருமானார் கேட்டார்கள் இது என்ன வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கிறது இவன் யார் மக்களுக்கு சொல்றதோட நிப்பாட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க இவனுக்கு மருமையிலே இப்படிதான் நாக்கு வெட்டப்படும் நாயங்களே என்று சொல்லி காமித்தார்கள் எவ்வளவு படிப்பனைகள் பாருங்க மீண்டும் பயணம் தொடர்கிறது நாயகம் சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் மிக வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள் என்ன நிகழ்வு ஒரு சிறிய பாறையில் இருந்து ஒரு பெரிய காலமான வெளியே வருது சின்ன பாறை என்ன செய்யுது ஒரு பெரிய காலமான சொன்னார்கள் யாரோல்ல என்ன நிகழ்வு தெரியுமா போட்ட வார்த்தைய அல்ல முடியாம சில மனிதர்கள் வறுமையில தவிப்பார்கள் எப்படி வந்த வாயத்தொடர்ந்த கோவந்த ஏற்குமாற பேசிடுவான் பேசிட்டு சொன்னதெல்லாம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்பதற்கான பாடமாக ஜுலிஸ்லாத்துலாம் அவர்கள் அதை செய்து காமித்தார்கள் அடுத்து மீண்டும் பயணம் தொடர்கிறது திடீரென ஒரு நறுமணம் வீசுகிறது நாயகம் கேட்டார்கள் இது என்ன திடீரென நறுமணம் வீசுகிறது திவரேசம் சொன்னாங்க யார் சுரல்லா இது சொர்க்கத்தினுடைய காற்று மனமாக இருக்கும் கொஞ்ச தூரம் கடந்ததுநாட்சி வந்தது கேட்டாங்க வாடகை இப்படிதான் இருக்கும் நாயகமே என்று சொன்னார்கள் திரும்பவும் பயணம் தொடருது ஒரு வித்தியாசமான காட்சியா நாயகம் சந்திரசன் பார்க்கிறாங்க என்ன ஒரு மனிதன் தன்னால் சுமக்க முடியாத கட்டைகளை சுமந்து செல்கின்றான் அதனுடைய பாரம் தாங்காமல் தலைக்குப்பற கீழே உள்ளான் ஜிபிரஸ் கேட்டாங்க இது யார் இவன் தான் அமான மக்களுடைய பணத்தில் கை வைக்கின்றானே அவனுடைய நிலைமை இதுதான் பள்ளியினுடைய பணத்தில் கை வைக்கின்றானே அவனுடைய நிலைமை இதுதான் நம்பிக்கை துரோகம் செய்வானே அவனுடைய நிலைமை இதுதான் நரகத்திர முகங்குற விடுவான வ என்ன பெரிய கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல போட்டு கிழிகிழே கிழிச்சு நாயகம் என்ன கொடுமை இது முள்ளு மரத்தை வச்சு ஒரு ஆரை நிக்க வச்சு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்களா என்ன கொடுமை இது என்ன இவன் யார் சிவசங்க இவன் தான் வழிபோக்கு கொள்ளையன் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு பாருங்க அவனுக்கு இப்படியான தண்டனை தான் கொடுக்கப்படும் சொல்றாங்க இதுக்கடுத்து நிறைய நிகழ்வுகள் செய்து ரத்தன் ஓடுவான் அவனை ரச கேட்பாங்க இவன் வட்டியை சாப்பிட்டவன் இப்படியே என்ன செய்யும் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கும் கடைசியாக எங்க வந்துட்டாங்கன்னு ஆய்சம் அவங்க மக்காவில் இருந்து பைத் முகத்தாங்க மக்காவில் இருந்து பைத்தல் முகத்தசு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீங்க இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல போட்டு பாத்தீங்கன்னா என்ன செய்ய தெரியும் மக்காவில் இருந்து நடந்து சேர்ந்தால் ஒரு நிமிடம் அறுபது நிமிடங்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரம் பெருக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து விட்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுக்கான டைமிங் எவ்வளவு கால் ஒடி மைக்ரோ செகண்ட் ஒன் மைக்ரோ செகண்ட் செய்ய சோதனா அவ்வளோ நேரத்தில் ரசூல்லா ரசிக்கிட்டாங்க பைத்தில் முகதம்ட்டாங்க ஏன்னா இந்த நிகழ்வை மொத்தத்தில் யாராவது பயணமே ரசோல்லா நைட் ஆரம்பிச்சு சுபோக்கு முன்னாடி முடிச்சுட்டு வந்த பயணம் இல்லையா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரசூசல்லா சமை பைத்துல் முகதம் தாங்க இந்த பைத்து முகத ஏன் அல்லாஹ் கூப்பிட்டு வரணும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கணும் ரசுல்லாவுடைய மகத்துவம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல வானத்துக்கு போனா செலாம் இருந்து வானத்துக்கு உயர்த்திடலாம் முடியுமா முடியாதா அல்லா நினைச்சா ஒரு நோடி போதும் டிராவல் பண்ண வச்சு இவ்வளவு விஷயம் காமிக்க நாற்பது வருடங்கள் கழித்து கட்டப்பட்டதுதான் முகத்துல்ல இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலை அவர்களும் புதுப்பித்தார்கள் ஆல்ரெடி கட்டி இருந்ததுனா புது வடிவத்தை கொண்டு வந்தது யாரு இஸ்மான் இஸ்லாம் அவங்களும் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களும் இந்த பைத் துன்முகத்தை புதுப்பித்தது யாருன்னு சொன்னா சுலைமான் அலை வேலை நடக்கும் நைட் தூங்கிட்டு வந்து தவமட்டமா விழுந்திருக்கும் திரும்பவும் இடிஞ்சு விழுது அல்லா சொன்னான் நீங்கள் உலகம் ஆட்சி கொடுக்கப்பட்டவர்தான் ஆனால் இந்த பைத் முகந்தொடுத்து வாங்கினீங்களா அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து விட்டு இடத்தை வாங்கி வைர கற்களை கொண்டும் வைரங்களை கொண்டும் நிறைய புனிதமான கற்களை கொண்டும் சுலைமான் நபி ஜிங்களை வச்சு கட்டினாங்க ஜிங்கல் வச்சு நெசிஞ்சாங்க அந்த பைத்துள் முகத்த கட்டுனாங்க அந்த பைத்துள் முகதை கட்டிட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது சுலைமான் நபி ஒரு ஆறு துவாவை கேட்டாங்க பைத்தூர் முகதஸுக்கு நிறைய தனி சிறப்பு இருக்கு நினச்சாலும் அதை பற்றி பேசக்கூட நேரம் ரொம்ப சுருக்கமான நேரமாக இருக்குது ஒரு ஆறு துவாவை நெசஞ்சாங்க கேட்டாங்க முதல்ல கேட்கும் போது நபி கேட்டாங்க ஐயா அல்லா இந்த பைத்துள் முகத்தஸின் பொருட்டால் எனக்கு கல்வியை தான் இதில் இந்த உண்மைத்துக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு முதல்ல வாழ்க்கையில் கல்வி முக்கியம் முதல்ல வாழ்க்கையில் என்னங்க எஜுகேஷன் படிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் கேட்டாங்க யாரும் இந்த பள்ளிவாசலின் பொருட்கள் நான் பார்க்கக்கூடிய இந்த வேலையின் பொருட்கள் என் கல்வி ஞானத்தை நீ அதிகரி என்று துவா செய்தார்கள் அடுத்து கேட்டாங்க எனக்கு உலக ஆட்சியை கூடு அடுத்து கேட்டாங்க இந்த பைத்தில் முகதஸுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களுடைய எல்லா பாவமும் ஒன்னிக்கப்படணும் அடுத்து கேட்டாங்க இங்க யாரெல்லாம் வந்து தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அடுத்து கேட்டாங்க இங்க யாரெல்லாம் வந்து துவா செய்யறாங்களோ அவருடைய எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அது மாத்திரம் முகத்தஸில் யாரெல்லாம் வந்து ஒரு குரான் முடிக்கின்றார்களோ ஒரு நோல் வைக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சுலைமான் இஸ்லாத்து அவங்க கேட்டாங்க இவ்வளவு சிறப்பு இருக்கு ரசூல் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு முக்கிய காரணம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் ரூசா பெரும் உயிரா இருந்தோம்ல நம்ம முதல்ல நம்ம உயிரா இருந்தோம் அப்புறம் அப்பாவுடைய முதுகந்தண்டில் இருந்தோம் அப்புறம் உமா வயிற்றுக்கு வந்தோம் இப்போ உலகத்துக்கு வந்துட்டோம் திரும்ப கபருக்கு போயிடுவோம் நம்ம ரூஹா இருந்தோம் பாருங்க அப்ப அல்லா எல்லா எல்லா நபிமார்கள் ரூஹையும் அழைச்சி அல்லாஹால ஒரு ஒப்பந்தம் வாங்கினான் என்ன ஒப்பந்தம் உங்களுடைய காத்துக்கு பின்னாடி ஒரு நபி வருவாரு அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஏராளமான நபிமாரர்களுடைய அடக்கஸ்தலமே அங்கதான் இருக்கு நிறைய நபிமாரர்களுடைய அடக்கஸ்தலம் அல்லாமிஸ்ல எல்லா நபிமாரனுடைய ரூகையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் நாயர் முசல்லா அவங்க வாகனத்தை கட்டி போட்டாச்சு இப்போ சொல்றாங்க தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் என்று எல்லா நபிமார்களையும் சாட்சி சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி பைத்து முகத்தில ஒரு மீட்டிங் அல்ல ஏற்பாடு செஞ்சா அது மட்டும் இல்லாமல் இமாம் என்பதை உணர்த்தும் விதமாக நாயகம் எல்லாருக்கும் தொலை வைத்தார்கள் ஆரம்பிக்கிறார் இப்பதான் என்ன செய் வானத்துக்கு போகிறாங்க இதோட குராப் வாகனத்தை ரசுல்லா நிப்பாட்டுறாங்க இங்கே இருந்து ஒரு ஏனியில் என்ன செய்கிறாங்க பயணிக்கிறாங்க மியராஜின்னு சொன்னாலே என்னதான் அர்த்தம் ஏனி என்று தான் எனக்கு அர்த்தம் சொல்லப்படும் முதல்ல ரசுல்லா ஏழு படியை தாண்டணும் அப்புறம் ஏழு வானத்தை தாண்டணும் அப்புறம் சொர்க்கணுத்தை பார்க்கணும் அப்புறம் சுதரத்தில் முந்தான் சொல்லக்கூடிய எழுபதாயிரம் திறகளை தாண்டணும் அதுக்கப்புறம் எல்லா சந்திக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறேன் முதல் படி ஏறுகின்றார்கள் பெருமாறாடை வரவேற்பதற்காக மலக்குமார்கள் வருசையாக சிவப்பு நிற ஆடை அணிந்து நின்றார்கள் முதல் படியில் ஏறினேன் எல்லாரும் இருந்தார்கள் எல்லோரும் இருந்தார்கள் நான்காவது படியில் நான் ஏறும்போது சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் ஐந்தாவது படியில் நான் ஏறினேன் லக்கணக்கான வழக்குமார்கள்து படியில் நான் ஏறினேன் என்னை வரவேற்பதற்காக இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய வழக்கும் பராத்தில் என்று சொல்லக்கூடிய வழக்குகளும் சேர்த்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிர ஒன்று சேர்த்து என்னை வர ஏழு படிகளை நான் கடந்து விட்டேன் இதுக்கடுத்து ரசூல்லா முதல் வானத்துக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க முதல் வானம் முதல் வானத்தில் ரசூலுல்லா இதே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க முதல் வானத்துல நாய்சல்லா சுமாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் இரண்டாவது வானத்தில் எஹியா அலி இஸ்லாம் ஈசா இஸ்லாமை சந்திக்கின்றார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் நபியை சந்திக்கின்றார்கள் நான்காவது வானத்தில் நபியை சந்திக்கின்றார்கள் ஐந்தாவது வானத்துல ஹாரூன் நபியை சந்திக்கின்றார்கள் ஆறாவது வானத்துல மூசா நபியை சந்திக்கின்றார்கள் ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும் என்ன கேள்வி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமாரங்கள் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க குரான் சொல்லப்பட்ட இருபத்தி அஞ்சு அபிமார்கள் இருக்காங்க இவ்வளவு பெரிய அல்லா பார்க்க வைக்கணும்னு நினைச்சா பார்க்க வச்சிருவான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வழக்குமாறு ஒன்று கூட வைத்தால ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமாரி அவர்களுக்கு சில விஷயங்களை முன்பே எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக அல்லாஹர் அலவீன் இந்த நபிமாறுகளை பார்க்க வைத்தான் ஆதமலை பார்த்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா ஆதமரை சொர்க்கத்துல பிறந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க சொர்க்கிறந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க ரசூலாக்கு முன்னெச்சரிக்கையா இல்ல சொல்லிட்டான் நீங்க மக்காவில பிறப்பீங்க மக்காவில இருக்க மாட்டீங்க எங்கெல்லாம் வருவீங்க மதினாவுக்கு வருவீங்க இருக்கும்போது இஸ்லாம் பெருசா வளராது மதினாவில் பண்றதுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் பெருசா வளரும் என்பதை எச்சரிக்கையாக முன்கூட்டி அறிவிக்கும் வண்ணமாக முதல் வாரத்துல ஆனமலை பார்த்தாங்க இரண்டாவது வாரத்துல யார பாக்குறாங்க எஹியாறு இஸ்லாம் அவர்களையும் ஈசா இஸ்லாம் அவர்களையும் பாக்குறாங்க எஹியா இஸ்லாம் யாருன்னு சொன்னா யூதர்களால கொல்லப்பட்டவர்கள் எஹியா இஸ்லாம் யாரு கொல்லப்பட்டவர்கள் அந்த கரிய சாப்பிட்டேன் செஞ்சாங்க சொன்னாங்க சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிட ஜாபிர் அதி அல்லாருக்கு ஒரு விருந்து ரெடி பண்ணாங்க அந்த விருந்து அந்த ஆடு தனதுல வளர்ந்த ஒரு குட்டி ஆடு விவரம் தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க மூத்த பிள்ளை என்ன செஞ்சு வாப்பா இப்படிதான் சொல்லி தம்பியை போட்டு அறுத்துறாங்க தம்பிய போட்டு செஞ்ச அறுத்துறாங்க அறுத்தூர்த்தி முன்னாடி இருக்க கூடாது அவளத்தையும் சுத்தம் செஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய யார பெத்த பிள்ளைங்க இன்றைக்குதலுக்காக செய்கின்ற ஒரு வாங்க நாயகளுமே சாப்பிடுறீங்களா உணவு விருந்தோங்களையும் ஆரம்பிக்கிட்டு மாறி கேட்கிறாங்க நாயர் செல்லா சொல்லுவாங்க சாம்பிரதி கண்கள் அப்படி ரத்தமாக மாறி அழ ஆரம்பிக்கிறாங்க சாப்புகதி இல்லாம யார் என் பிள்ளைகளை அழைத்தால் பதில் கொடுக்கும் இல்லமையில் என் பிள்ளைகள் இல்லை நான் அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள் பெருமான அமர்ந்துட்டார்கள் சாப்பிட்டார்கள் அதற்கு பிறகு நீண்ட ஆயுள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக எழுதப்படுது எப்படி ஈசா இஸ்லாமுக்கு அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை உணர்த்துவதற்காக சந்திக்க வச்சா அடுத்து யூசுப் நபியை சந்திக்க வச்சான் அல்லா யூசுப் நபி அழகில் வேலோங்கியவர்கள் நாயகமே யூசுப் நபி அழகு ஒரு புறம் இருந்தாலும் அவர்களின் அழகை விட உங்களது அழகு பெரியது என்பதை காமிப்பதற்காக யூசுப் நபி அல்லா சந்திக்க வச்சான் எந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு அறுபது வயசு ஆய நாய்க்கு பதினஞ்சு வயசு ரசூல்லா சின்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் அப்படியே ஆயுஷா நாய் உட்காந்து அப்படியே ரசூல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அசுல்ல திரும்பி பார்த்துட்டு தச்சலாக கேட்டாங்க என்ன ஆயிஷா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க என்ன விஷயம் உங்கள் அழகை ரசிச்சுட்டு இருக்க நாயகமே நாயனமாக அப்படி என்னமோ அழகா இருக்கேன் கையை நறுக்கியதற்கு பிற பகரமாக இதயத்தையே நறுக்கியிருப்பார்கள் நாயகமே அந்த அளவிற்கு நீங்கள் பேரழக நாயகமே என்று ரசூல் அல்லாவுடைய அழகை பத்தி ஆய்சன் சொன்னாங்க அப்ப ரசூல்லா அந்த மகத்துவத்தை காமிக்கிறதுக்காக தங்களுடைய எழுத்துக்களால பல புரட்சிகளை செய்தவர்கள் தான் நாயகமே உங்களுக்கு எழுதப்படி தெரியாது நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க போடுற ஒரு சீல் ஒரு முத்திர உலக எழுத்தையே மாத்து நாயகமே பயப்படாதீங்க ரசுல்லா எந்த நாட்டிலையுமே போய் நேரடியாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யவே இல்லை எல்லா பக்கமும் கடினன்னா கடினம் எழுதிட்டு ரசுல்லா லாஸ்ட்டாக ஒரு சீல் முகமது புரண்டது அந்த மன்னர் மொழிய அழிவு மோசமாக என்று வரலாறு சொல்லப்படுகிறது விளக்கமாக சொல்ல போனால் நேரம் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கும் அடுத்து ஆறு நபிய அல்லா சந்திக்க வச்சா ஆறு நபி மாதிரி பொறுமையின் கடன் ஒரு நபி யாருமே இருக்க முடியாது ஆர் சாத் தான் விட்டு போயிருவாங்க தவராத் வாங்க போகும்போது ஆர்ணர் சாத்து விட்டு போயிட்டாங்க அல்ல அவர் சந்திக்கு போகும்போது ஆர்ணர் சாத்து போயிட்டாங்க போகும்போதெல்லாம் இந்த மக்களுக்கு அதை படுத்துவாங்க கடலாக அவர்கள் சந்திக்க வைத்தான் அடுத்து ஒரு கம்ப போட்டாங்க பாம்பா மாரி இந்த அற்புதம் உங்களுக்கு இல்லை நீங்க நினைச்சாங்க அங்கமே அது பாம்பா மாதிரி ஆனா அந்த பாம்பு பேசல உங்களுக்கு ஒரு மர கட்டை பேசது செய்யுது. ரசூல ரொம்ப நாளா ஒரு 멤버ல உட்கார்ந்தா எல்லே செஞ்சிட்டு இருந்தாங்க, খুதுபா செஞ்சிட்டு இருந்தாங்க. திடி ரெண்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில அப்படியே சிமெண்டால அந்த மண்ணாலானதை கட்டிட்டாங்க. கட்டனதுக்கு அப்புறம் இது தூக்கி ஓரமா வச்சிடாங்க. திடி இந்த யாரோ அது ஒரு சத்தம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியில போய் பார்க்கறாங்க அந்த கட்டை என்ன அந்த கட்டை அழுதுக்கிட்டே இருக்கு நாயம் ஏ மேல நீங்க ஏராம அது மேல ஏறிட்டீங்களா நாயம்? தட்டி கொடுத்தாங்க பாய்ப்பூசி பள்ளி உள்ளதான் அடிக்கடி நான் அற்புதமும் அடுத்து இப்ராஹிம் இஸ்லாம சந்திச்சாங்க இப்ராஹிம் இஸ்லாம நான் சலீலாக தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தேன் உங்களை அபீபாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் எனது விருப்பத்திற்குரியவர் எனது அன்பிற்குரியவாறு எனது தேசத்திற்குரியவரு எனது முழுமைக்கும் உரியவர்கள் என்று உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று உணர்த்துவதற்காக ஏழு வாரங்களில் எட்டுமார்களால் இறுதியாக முடிவுக்கு நான் வந்து ரொம்ப முக்கியம் இறுதியாக நாயகம் சொல்ல சொர்க்கம் நரகத்தை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் சில நாயகம் சல்லா அலுஸ்லம் அவர்கள் முதலில் நரகத்தை பார்க்கின்றார்கள் அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய கொடுமையான விஷயங்களை எல்லாம் பெருமான சல்லா அலுஸ்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஏழு விதமான நரகத்தை நாயகம் சல்லாஹ் அஸ்லம்னு செய்கிறாங்க எத்தனை விதமான நரகத்தை பார்க்குறாங்க நாயகம் சல்லாஸ்லம் அவங்க ஏழு விதமான நரகங்களை பார்க்கின்றார்கள் ஜஹீம் ஜஹன்னம் வலாலா சீர் சகர் ஹாவியா ருத்தமா இந்த ஏழு நரகத்தை பேர் ரசுல்லா பார்த்தாங்க இந்த ஏழு நரகத்துலையும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு என்ன வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு நரகத்தில் எழுதியிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் எனக்கும் ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை தெரியுமா எனக்குள்ள இருக்கக்கூடிய மூன்று மனிதர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது ஜஹீம் நரகத்துல யார் இருப்பாங்க ஜஹீம் என்ற நரகத்துல இருப்பான் ஒரு நொட்டத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குறை சொல்லிக்கிட்டு கெட்ட எண்ணத்தோடய வாழ்றா மாறிங்க இவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான் அடுத்து சொன்னாங்க பொறாமைக்காரன் இவன் மட்டும் வண்டி வாங்கிட்டான இவன் மட்டும் வாழ்க்கையை நாலு ஆம்பளை ரெண்டு பூம்பள பிள்ளையா பொறாமப்படுவாங்க இவன் ஜஹீம் என்ற நரகத்திலே இருப்பான் அடுத்து நாயம் சல்லாசு சொன்னாங்க பறவை ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள் இன்றைக்கு இஸ்லாமியருக்கு மத்தியில நிறைய வந்துருச்சு போட்டுக்கிட்டு ஏராளமான இருப்பான் சொல்றாங்க செய்தியை தெரிஞ்சுக்கவா இப்படி எல்லாம் சொல்லுது சும்மா செய்தியை தெரிஞ்சு வச்சுட்டு பரவாயில்ல இருக்காத அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஜோசியத்துக்கு நீ நம்பாத சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்து ஜஹன்ன போய் பார்த்தாங்க அடுத்து ஜஹன்னத்துல இருந்துச்சு என்ன இருந்துச்சு இந்த நேரத்தில் ஓரம் தள்ளினானே அவனுடைய இருப்பிடம் ஜகன்னம் அதுவே ஆசைப்படுது வா நீதான் வரணும் போட மாட்டேன்னு கூப்பிடுது வா அடுத்த எட்டு இருந்துச்சுன்னு இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா முதிமினுள் சம் நிரந்தர குடிகா தண்ணி அடிச்சோம் ஒரு நோய் வந்து குடும்பத்துல பிரச்சனையை செய்வதில் நிரந்தர குடிகாரனுடைய இருப்பிடம் ஜஹன்னம் சொல்ல எச்சரிக்கை செய்யறாங்க நான் நாயகல்ல அசிங்கம் பள்ளிவாசல் வைத்து பேசக்கூடாத விஷயங்கள் நடக்குதா இல்லையா நாயம் சல்லாசு எப்ப சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு லட்சத்து வரை சொன்னாங்க மனைவியை சேர்த்து வைக்கிற இந்த வயதானதற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவன் எத்தனை இருக்கு இவனை லலாலா என்ற நரகம் தனக்குள் அடக்கிக் கொள்ளும் அடுத்த அந்த நரகத்திலே எழுதப்பட்டிருந்து பெருமை அடையாளமாக கரண்டை காலுக்கு கீழ் ஆடை வந்தவன் லலாலா என்ற நரகத்திலே இருப்பான் நம்ம வேட்டி உடுத்தும் போதுன்னு சொல்கிறோம் பேண்ட் போடும் போதும் சொல்கிறோம் கரண்டை காலக்கு மேலே கொடுத்து ஸ்டெயர்னு சொல்லாத அது ஸ்டெயர் கிடையாது நரகவாசினுடைய அடையாளம் சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிபவன் அடுத்து அந்த வலாலா நரகத்தில் இருக்கிற இன்னொரு யாது தெரியுமா நல்லா காப்பாற்றணும் அந்த லிஸ்டில் யாருமே வரக்கூடாது அந்த சில பழக்கம் நம்மள்ட கூட என்ன செய்யுது இருக்கு யா தெரியுமா செய்த உதவியை சொல்லி காமிப்பவன் உனக்கு என்னெல்லாம் செஞ்ச கடைசியில் கொடுப்பேன் செய்த உதவியை சொல்லி காமிப்பவன் செல்வான் சொல்லி காமிப்பவன் தப்பான நினைச்சிடக்கூடாது ஒருத்தவன் தப்பு பண்ணும் போது அதை சொல்லி காமிச்சா அவனுக்கு விளக்க வைக்கிறோம் ஒருத்தவன் நல்லா இருக்கும் போதே நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லக்கூட நம்ம செஞ்சதுக்கு நமக்கு நரகத்திலே இருப்பான் அடுத்து நாயகம் சொல்லலேஸ்வரம் அவர்கள் தெரியுமா காபத்துள்ளாவுல போய் தப்பு தண்டா பண்றவங்க சாப்பிட வந்துருக்க பாருங்க என் கொண்டாடி கூட நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க என் பிள்ளைய நான் இப்ப பாருங்க போறேன் இப்படி பிளாக் எடுக்க பாருங்க இவ இப்ப எங்கயும் வந்துட்டான் புனிதமான பிறந்து விட்டு நம்புவன் அந்த இன்னைக்கும் நம்ம உண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது என்ற நரகத்திலே இருப்பான் அடுத்து நாயம் கொலை செய்றவன் இருப்பான் அடுத்து சத்தர் என்ற நரகத்தை யாருப்பாங்க தெரியுமா தொழுகையை விட்டவன் சத்துர் என்ற நரகத்திலே இருப்பான் வீணாக சுற்றி திரிய கூடியவன் சக்கர என்ற நரகத்தில் ஒண்ணுமே இருக்காது சும்மா சுற்றுறது வாழ்க்கையில ஒரு கோட்பாடு ஒரு லட்சியம் நீ கேட்கல பை வாட் இஸ் ஏன் உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னப்பா ஹாப்பியா இருக்கணும் அதை கே இல்லையா பேட்டஸ் வாட்சித்து போட்டிக்கு வடிக்கா என்ற நரக அநியாயம்யனோம் ஜும்மா பண்ணணும் ஒரு அனாவசிய செலவுலத்தை செலவுல கஞ்சத்தை காமிப்பான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து துணி எடுப்பா கொண்டாடி பிள்ளைக்கு ஆஸ்திரி போக யோசிப்பான் கஞ்சப்பயர் இந்த கஞ்சா அல்லாஹ் ரபு காப்பாற்றம் வாழ்ந்தாங்க சொல்லல நம்ம அப்படி வாழ முடியுமா இந்த காலத்துல மன இச்சின்படி நிலைமை இதுதான் வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள் இல்ல பராசு இல்ல இன்னைக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் செய்ய தேவையில்லை நீங்க சாயந்திரம் அஞ்சு மணிக்கு பயன்பாய்ப்பு வழிகடுக்கூடிய இமாங்களை நாளை அல்லாஹ் என்ற நரகத்திலே இருவான் இப்பதான் நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசுல்லா நேரம் அல்லாவை பார்க்க போயிட்டாங்க சிதறத்து முன் ஒரு இடம் வருது எழுபதாயிரம் திரைகள் ஆயிரம் திரைகள் எப்படி சொல்றது பவர் சொல்லலாம் அந்த பட்டுச்சுன்னா ஒரு இரும்பே தூண்டாபே கீழே விழுந்துடும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான திரை தான் எழுபதாயிரம் திரை இதுவரை யாரு கூட வரா கூட வந்துகிட்டே இருக்கிறாங்க முந்தக வந்ததான் பின்னாடி வந்துட்டேன் வாங்க கூட்டு போங்க இல்லையா ரசுல்லா எனக்கு இதுவரை அனுமதி இதுக்கு மேல நான் வரணும் நினைச்சா நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன் நினைச்சா நீங்க போயிடலாம் நினைச்சாங்க பல திரைகளை தாண்டி சென்று அல்லாவை அற்புதமாக ஐம்பது தொழுகையை பெற்றார்கள் அத்தகையாத்தை பெற்றார்கள் இஸ்திகபாரை பெற்றார்கள் பக்ராவனுடைய இரண்டு வசனங்களை இருந்து இரண்டு வசனங்களை பெற்றார்கள் ஆயத்தில் குருசியை பெற்றார்கள் நேராஜில் தொழுகை கிடைச்சது மட்டும் தான் தெரியும் தொழுகு மட்டும் கிடைக்கல அத்தகையாத்த கிடைத்தான் கிடைச்சது வாட்டி சொல்லியாச்சு ஒன்பது வாட்டி ரசூலாந்த எழுபதாயிரம் திரைய தாண்டி போய் நீங்க கஷ்டப்பட்டு கூடாது ஏன் உண்மை கஷ்டப்பட்டு கூடாதுன்ட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஒளியால் படைக்கப்பட்ட மனக்கு போனாலே எரிஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட லேசர் லைட்டை தாண்டி போய் நியாயம் செல்லுங்க ஒன்போது வாட்டி போய் அஞ்சு அஞ்சா குறைச்சிட்டு வந்தாங்க மூசாலே சொல்லுவாங்க இதை கூட சொல்ல மாட்டாங்க ஒழுங்காக போய் குறைச்சிருங்க மேஜ் பயணத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல பாருங்க அப்படியே ரசோலா பயணத்துல மேற்கொண்டே வந்தாங்களே கீழே பூமியில இதுல ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தாங்க நீங்க நிறைய பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு என்ன காட்சி ஒரு பெண்ணினுடைய மார்பகத்துல தீ வைக்கப்படுது ஒரு பெண்ணு மார்பகத்துல தீ வைக்கப்படுது அந்த மார்பகம் ஜிபேசன் சொன்னாங்க அரசுலா இந்த பெண்ணு தான் உலகத்துல தான் அழகு போயிருட்டு பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம பால் தப்பாவ தேடின புள்ள இயல்பாகவே இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு தாய்ப்பால் சுரக்கலன்னா அது வேறு நீ டப்பா பால் இருக்கு டின்னு இருக்கு அழகு போயிடும் தோல் சுருங்கிடும் உடம்பு லப்பர் ஆயிரும் அத ஆயிரும் பச்சை உடம்பு வெள்ளை உடம்பு கருப்பு உடம்புன்னு சொல்லி பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம தான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பெண் அந்த பெண்ணுக்கு இதுதான் நாளைக்கு மறுமையில் வேதனை நாயகம் என்று காட்டாங்க இந்த நேராஜில் இது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான படிப்பினைகள் கொண்டிருக்கிறது ரொம்ப வட்டுருக்கமாக சுருக்கமாகவே இதை நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுராமியின் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த தினத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக பெருமானாரை அல்லாஹ் பொருந்திக்கொண்டதைப் போன்று நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் பொருந்திக்கொள்வதோடு நம்மையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு எந்தெந்த வேதனைகளை பெருமானார் வேலாந்திரை கண்டாறுகளோ அந்தந்த வேதனைகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக நரகத்திலே எந்தெந்த மனிதர்களை பெருமான கண்டார்களோ அந்த தன்மைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் காமித்து தந்த வழியிலே முழுமையான முறையிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹர் அனைவரையும் ஆக்கியவர் வர